ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜக்காட் பார்டரில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியை நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சேரியுடைய நம்பர் ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் சேரீ உடைய நம்பர் ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸுங்க ஸோ நம்மளுடைய மெயின் பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா சிறுமுகையில் இருக்குங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கு மேட்டுப்பாளையமுக்கும் அன்னூருக்கும் நியர்பைல இருக்குங்க மேட்டுப்பாளையமும் சரி அன்னூரும் சரி ஒரு டென் 15 ஃபிஃப்டீன் ரீச் பண்ணுற மாதிரி தான் நம்ம சிறுமுகை பிளேஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கும் பல்லுவன் பிளவுஸ் ராணி pink டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஜக்காடு பார்டருமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லேயும் வரும் சாரி நம்பர் ஒன் ஜீரோ சிக்ஸ் பாடி Green, light color, பிளவுஸ் yellow color. இப்ப நீங்க பார்த்துட்டு எல்லாமே பியூர் சில்க் சாரீங்க டபுள் வார்பு சாரீ வார்ப்பண்ட் வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரைடு வச்சு கைத்தறியில நெசவு பண்ண சாரீஸ்ங்க ஒவ்வொரு சாரி கூட கட் Silk Mark Tag வந்துரும் ஸோ இந்த சாரீஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரிச் லுக் கொடுக்கும் ஏன்னா பவுண்டர் வந்து சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கிறதுனால ரொம்பவுமே நல்ல எலகண்ட் லுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க சேரீ நம்பர் 1068 ஜீரோ சிக்ஸ் எயிட் சாரியோடய பிரைஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய சாரீஸ் ஆகட்டும் அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய குரூப் குரூப்பில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் ஆகட்டும் சேரீ பிக்சர் ஆகட்டும் எதா இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க ஏன்னா எல்லாமே யூனிக் சாரீஸ் கைத்தறியில நெசோ பண்ணுறதுனால இப்போ ஒரு டிசைன் ஒரு கலர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த டிசைனில் இந்த கலர்ன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பீஸ் இல்லைன்னா ரெண்டு பீஸ் தான் இருக்கும் ஸோ இதை நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே யூடியூப் மூலமாகவே ஷோ பண்ணும் போது என்ன ஆயிரும்னா மேக்ஸிமம் அதுலேயே சோல்டாகிரும் ஸோ அந்த சாரீஸ் நம்ம நேரில் ஷோ பண்ண முடியாதுங்க ஸோ நீங்கள் யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே அந்த சேரீயை புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாக்கிறது ஒன் சாரி நம்பர் ஒன் Body of color இருக்குன்னா எல்லோ அண்ட் பிளாக் எல்லோ மிஸ்டர்ட் எல்லோ கூட பிளாக் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த கலர் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ பிளாக் மிக்ஸடுங்கிறதுனால கண்டிப்பாக சாரியில சில black பிளாக் okay, so, thread visible விசிபிளாக இருக்குங்க இந்த 1070, ஒன்ீரோ செவன் ஜீரோ கலர்லயும் இந்த சாரியில் வரக்கூடிய இன்னர் லேயர் and பிளவுஸ் மட்டும் பிளைனா இருக்குங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு பொட்டாஸ் இருக்கும் சாரி நம்பர் ஒன் ஜீரோ செவன் ஒன் பாடி சாரி டார்க் கிரீன் பளுவன் பிளவுஸ் மெரூன் இது ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனுங்க கிரீன் அண்ட் மெரூன் காம்பினேஷன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது PREPAYMENT OPTION ஆப்ஷன் செலக்ட் GOOGLE PAY, PHONE PAY, பேடிஎம் ACCOUNT TRANSFER நாலு ஆப்ஷனு இருக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ எந்தவித லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரி வேணாலும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு சாரீ தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு சாரியை வந்து அகெயின் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரீ பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் இருந்தாங்க ஆர்டர் வந்து நீங்க பண்ண முடியும் and இந்த வந்து pink pink pink combination அதாவது color வரும் நார்மல் பிங்க் கலர்ல இருக்குங்க இன்டர்நேஷ் நம்பர் charges வருங்க இதுக்கு முன்னாடி சேரீ வரைக்கும் பார்த்தது எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு பிளவுஸ் வரக்கூடிய ஒன்று இனிமேல் இந்த சேரீலேருந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே செல்ஃப் கலருங்க சிங்கிள் கலர் சேரீ பாடி ஆஃப் சேரீ பல்லு பிளவுஸ் எல்லாமே ஒரே கலர் இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் பார்க்கறது டபுள் ஷேடு ப்ளூஇஷ் கிரீன் சாரியுடைய கலர் லைட் கலர் ப்ளூஇஷ் கிரீனில் இருக்கும் சிங்கிள் கலர் ஸாரீ இதுவுமே செவன் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் WhatsApp மூலமாக இந்த சாரீஸாக நீங்கள் புக் பண்ணலாங்க நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது கம்பல்சரி சேரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் பிக்சர் சென்ட் விட ஸாரீ கோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது அவைலபிளாக இல்லையா அப்படின்ட்டு அது அவைலபிளாக இருந்ததுன்னா அதை உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ண முடியும் அண்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ஒரு ஸாரீ வேணும் அப்படின்னா அந்த சாரி கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணுனா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அண்ட் ஃபர்தராக வந்து மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்க, சப்போஸ் மெசேஜஸ்க்கு ப்ராப்பரான ரிப்ளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம புக் பண்ணியிருந்தாலுமே கேன்சல் பண்ணி நெக்ஸ்டே யார் அந்த சாரீ கேட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடுவோங்க ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ சப்போஸ் வந்து அந்த சேரீ வந்து அனதர் கஸ்டமர் புக்குடுன்னு சொல்லியிருந்தால் கூட சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க பேமெண்ட் வாங்கிட்டீங்களா வாங்கலைன்னா நான் பே பண்ணுறேன் எனக்கு அந்த சேரீ கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அகெயின் அண்ட் அகெய்ன் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கும்போது யார் அந்த சாரி புக் பண்றீங்களோ அவங்க எங்களுக்கு ப்ராப்பரான மஸ்ட் எல்லோ அண்ட் கிரீன் மிக்ஸிங்ல இருக்கு மஸ்ட் எல்லோ அண்ட் கிரீன் மிக்சிங் கம்பல்சரி பார்சல் ஓபனிங் ஒரே வீடியோவா இருக்கணும் கலருக்கோ குவாலிட்டிக்கோண்ட்லூட்டன் பாசிபிள் பொறுத்தவரைக்கும் இது பியூர் சில்க் சாரி த்ரீ பிளே த்ரெட் இருக்கு அண்ட் இது double warp, வார்ப்பு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரி எல்லாமே டபுள் வார்ப்பு அப்படிங்கிறதுனால குவாலிட்டி சூப்பராகவே இருக்குங்க பாலிஸ்டரோட கம்பேர் பண்ண வே வேண்டாங்க இது ப்யூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்கும் சாரியுடைய கலர் ப்ளூ கலர் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பரில் என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் ரிப்ளை இருக்கும் அப்படின்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் வரக்கூடிய மெசேஜஸ்க்கு ரிப்ளை இருக்குங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வரக்கூடிய மெசேஜஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டென் ஏஎம்க்கு தாங்க ரிப்ளை வரும் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட வரும் வித் பிளவுஸில் வித் ஹால்மார்க்கோடு நம்ம இதை அட்டாச் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்